வணக்கம் நண்பர்களே நடந்தாடே பிரபஞ்சமாம் சிவத்தை வணங்கி சென்ற காணொலியின் தொடர்ச்சிக்கு செல்வோம் பிறவிகளில் உயர்ந்த மனித பிறவியின் நோக்கமே இறைவன் திருவடியை சேர்வது ஆனால் அதற்கு தடையாக இருப்பது நமது ஆசாபாசங்களை இந்த ஆசைகளை நாம் தர்ம நியாயங்கள் அடிப்படையில் அனுபவித்தோ அல்லது நம்முள் உள்ள தீக்கு பிறப்பை அறுத்து இறைவனை அடைய வேண்டும் ஆனால் தொடரும் துன்பங்களுக்கு பித்ருதோஷம் காரணம் அதை நீக்க வேண்டும் என்று பரிகாரம் செய்தோம் தீர்வு இல்லை என்னும் சூழ்நிலையில் அதை தீர்க்கும் மொழியை பார்ப்போம் அதற்கு பித்தர்கள் அல்லது நமது மறைந்த முன்னோர்கள் மற்றும் உங்கள் இந்த பிறப்பிற்கு காரணமான நபரை நாம் அறிய வேண்டும் நீங்கள் இருக்கிற இடத்துல முகம் பார்க்கும் அல்லது நிலைக்கண்ணாடி எது இருந்தாலும் அது முன்னாடி போய் நில்லுங்கள் உங்கள் கண்களை மூடுங்கள் மனதில் உங்கள் குல தெய்வம் மற்றும் நீங்கள் விரும்பும் தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் அந்த தெய்வங்களிடம் மனசுக்குள் இவ்வாறு வேண்டுங்கள் எனது இந்த பிறப்புக்கும் கஷ்டநஷ்டத்திற்கும் எனது இன்றைய நிலைக்கும் காரணத்தை எனக்கு காட்டி அதிலிருந்து விடுபடும் வழியை காட்டுங்கள் இவ்வாறு ஒரு இரண்டு நிமிடம் அமைதியாக மனதிற்குள் வேண்டி பின் கண்தறங்குங்கள் என்ன நீங்கள் கடவுளின் மிகச்சிறந்த படைப்பை உங்கள் கண்முன் கண்டீர்களா அந்த படைப்பை அன்போடும் காதலோடும் கண்டு ரசியுங்கள் சிரித்தீர்களா ஆவென்றால் நீங்கள் நல்லவர் ஏனென்றால் உங்கள் முன் இருந்தாரே அவரும் உங்கள் முன்னோர்களில் ஒருவர் அந்த கண்ணாடியில் தெரிகிறாரே அவரிடம் இவ்வாறு கூறுங்கள் இந்த பிறவிக்கு நீங்களே காரணம் தெரிந்தும் தெரியாமலும் நான் உங்களுக்கோ உங்களுக்கு வேண்டியவர்களுக்கோ எந்த பிறவியில் எந்த குற்றம் அல்லது துரோகம் செய்து இருந்தாலும் அதற்கு நான் உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பை கோருகிறேன் என்னை முழுவதுமாக மன்னியுங்கள் மேலும் நான் எந்த பிறவியில் என்ன நன்மை செய்திருந்தாலும் அதன் பலன்களை உங்களுக்கே தாரையாக்கிறேன் எனக்கு யாரேனும் துன்பம் அல்லது துரோகம் செய்து இருந்தாலும் நானும் அவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் எனக்கு யாரேனும் நன்மை செய்திருந்தால் அதை இந்த பிறவியில் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இந்த பிறவியிலேயே என்னால் இயன்றவரை உதவி செய்கிறேன் என்னை நீங்களும் நம் அனைத்து முன்னோர்களும் மனதார மன்னித்து நானும் நம் குடும்பத்தாரும் இன்று முதல் மனம் திருந்தி நல்லவர்களாயும் உடல் மன ஆன்ம ஆரோக்கியத்தோடும் மக்கள் செல்வம் பொருட்செல்வம் இவற்றை பெற்று மன அமைதியோடு வாழ்ந்து இப்பிறவியிலேயே இறைவனின் திருவடிகளை சேர அருளுங்கள் கண்ணீர் சொல்லிந்து வேண்டுங்கள் இப்பொழுது நீங்கள் நிறைந்த மன அமைதி பெற்று இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்ன நான் சொன்னது சரிதானே எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுது எல்லாம் நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் காலை எழும்போது இரவு உறக்கத்திற்கு முன்பு மனத்துக்குள் இவ்வாறு கூறி வாருங்கள் நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் தோஷம் என்ற ஒன்றில் இருந்து முழுமையாக விடுபட்டு இருப்பீர்கள் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் நாமும் நமது முன்னோர்களில் ஒருவன் ஒருவர்தான் நாம் செய்ய தவறிய கடமை நிறைவேறாத ஆசை இவையே இந்த பிறவிக்கு காரணம் நமது உறவுகள் நம்மோடு அன்போ அன்பாக நடப்பதும் அல்லது அவர்கள் நமக்கு துரோகம் செய்வதும் நாம் முன்பு செய்த வினையின் விளைவே உறவு மட்டுமல்ல நட்பு நாம் பணி செய்யும் இடம் என்று எல்லா இடங்களில் நடக்கும் அனைத்துமே நாம் முன் செய்த கர்ம வினையின் விளைவே ஓகே மேலும் என்றால் ஒரு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் குல வழக்கப்படி பூஜை செய்கிற ஏனென்றால் எந்த ஊரில் வசித்து இருந்தாலும் உங்கள் முன்னோர்கள் அத்தனை பேரும் உங்கள் குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்திருப்பார்கள் அவர்கள் எண்ணங்கள் அவர்கள் சுவாசித்த காற்று அங்கு உங்களுக்காக காத்திருக்கும் எனவே உங்கள் குலதெய்வ கோவிலில் உங்கள் முன்னோர்கள் அனைவரையும் நினைத்து அவர்களிடம் மன்னிப்பையும் ஆய்சையும் பெறுவது மேலும் சிறப்பை செய்யும் முக்கியமாக இந்த வேண்டுதலுக்கு செல்லும் போது மட்டும் உயிர் பலி எதுவும் கொடுக்காதீர்கள் உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் விரும்புவது உங்களின் நம்பிக்கை அன்பு மற்றும் நீங்கள் முன் பிறவியில் செய்த தவறுகளுக்கான மன்னிப்பையே இவ்வாறு செய்த உங்கள் அனைத்து தோஷங்களும் விலகி எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அம்மையப்பனை நானும் உங்களுக்காக வேண்டுகிறேன் பொதுவாக ஒரு ஆண் தான் திருமணம் செய்த கொண்ட பெண்ணின் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது கிடையாது ஆனால் ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று அந்த தெய்வத்திடம் நான் உங்கள் வீட்டு பெண்ணை எனது மனைவியாக்கி எங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்கிறேன் நாங்கள் நலமோடும் வளமோடும் வாழ எங்களுக்கு அருளுங்கள் என்று ஒரே ஒரு முறை சென்று வேண்டிக் கொள்ளுங்கள் பெண் வீட்ட குலதெய்வ ஆசையையும் பெற்று சிறப்புடன் வாழுங்கள் முடிந்தால் காக்கைக்கு தினமும் ஒருவேளையாவது உணவு வைத்துவிட்டு பின் சாப்பிடும் பழக்கம் கொள்ளுங்கள் சரி சிலருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் பூஜை அறை அல்லது சாமி மாடத்தின் முன் ஒரு குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து தீபத்தை பார்த்து அமர்ந்து இவ்வாறு வேண்டுங்கள் என் முன்னோர்களே நான் நமது குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வ ஆசையும் உங்கள் ஆசையும் பெற விரும்புகிறேன் எனக்கு நமது குலதெய்வத்தை காட்டி அருங்கள் இவ்வாறு சரியாக மாலை ஆறு மணிக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை வேண்டுங்கள் உங்களுக்கு தீப ஒளியிலோ அல்லது கனவிலோ அல்லது தொடர்பு விட்டுப்போன உறவின் மூலமோ இந்த எட்டு நாட்களில் உங்கள் குலதெய்வம் தெரிய வரும் வேண்டுமானால் அதுவரை அல்லது நீங்கள் விரும்பும் வரை தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் வனதுர்க்கியை குலதெய்வமாக வழிபடலாம் இது வழக்கில் உள்ளது கணவனுக்கு பதிலாக மனைவியும் செய்யலாம் ஏனென்றால் குடும்பத்தின் ஒட்டுமொத்த பார்வம் நீங்கள் தான் சுமக்கிறீர்கள் இதை மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கும் பார்வை மாறினால் எண்ணங்கள் மாறும் எண்ணங்கள் மாறினால் செயல்களில் ஏற்றம் வரும் செயல்களில் ஏற்றம் வெற்றியை ஈட்டும் வெற்றி வளத்தை பெருக்கும் வளம் சந்தோஷம் தரும் வாழ்வு அமைதியாய் ஆனந்தமாய் இருக்கும் ஒரு உண்மை என்னவென்றால் பிரபலமான ஒரு ஜோதிட முறை தோஷங்கள் எதுவும் இல்லை என்று கூறுகிறது இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் சரி அடுத்த காணொலியில் நாம் பகவத்கீதையில் கிருஷ்ண கூறிய கடமை செய் பலனை எதிர்பாராதே இதன் உண்மை பொருள் என்ன என்று பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என் டி வி கார்த்திகேயன் வாழிய நலம்